உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே ஜீன்ஸ் பேண்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ரெடி ஆறதுக்கு கிட்டத்தட்ட கேன்ஸ் வாட்டர் தேவைப்படுமா